இப்ப நாம பேங்க் நிப்டி ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு டே பாத்தீங்கன்னா டிசம்பர் எயிட் சோ இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு நைன் பிப்டின் மார்க்கெட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாசிட்டிவ் ஓப்பனிங் தான் நல்லா மேல வந்து ட்ரேடிங் போகுது தேர்ட்டி ரேஞ்ச் மேல ட்ரேடிங் வந்து போயிட்டு இருக்கு இந்த சார்ட்ல இப்ப நமக்கு பாத்தீங்க அப்படின்னா பை கால் வந்து ஜெனரட் ஆயிருக்கு ஸோ இதில் கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரிப்பீட் ஆகாது நமக்கு மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது கால்ஸும் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ நமக்கு இப்போ ப்ரியஸ்காக பார்த்திங்க அப்படின்னா செல் ட்ரன் இருந்துச்சு நெக்ஸ்ட் ட்ரெண்ட் வந்துச்சு அப்படின்னா பை ட்ரன் தான் ஏன்னா மார்க்கெட்டில் ரெண்டே ட்ரெண்ட் தான் ஸோ அதனால் நமக்கு வந்து ப்ரிக்காஷனாக நம்ம ரெடியாகவே இருந்துக்கலாம் ஸோ நமக்கு மார்க்கெட் வந்து ஏறுச்சு அப்படின்னா பைக் கால் வரும் இறங்குனா செல் கால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு மார்க்கெட்டில் ஒரு நைன் சிக்ஸ்டீனுக்கு அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு ஒன் மினிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பை கால் வந்து ஜெனரேட் ஆகிருக்கு ஸோ இதில் நமக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர்ஸும் செட் பண்ணியிருக்கோம் பைட் ரன்னா கிரீன் செல் ரன்னா ரெட் சொல்லிட்டு ஸோ இது யார் வேணாலும் பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் பார்த்தோன்னே ட்ரேடிங் பண்ணணும் அதை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி கேண்டில்னுடைய கலரை வந்து நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு க்ரீன் கேண்டில் ஓப்பன் ஆயிட்டு அந்த கேண்டில் இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போகுது பாருங்கள் பை 37,125.30 செவன் இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் ஓகேங்களா இன்றைக்கி நமக்கு மார்க்கெட்டில் என்ட்ராக கூடிய பாயிண்ட் அடுத்து மேலே ரெண்டு green கலர் straight lines இருக்குதுல அது டார்கெட் லைன்ஸ் first டாரட் second டாரட் அண்ட் கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ இந்த சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ன மாதிரி என்ட்ரி பாயிண்ட் எடுக்கலாம் டார்கெட் என்ன ஸ்டாப்லாஸ் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டான ஒரு டீட்டெயில் பார்த்திங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் அப்படியே சார்ட் ரன் ஆகிட்டு இருக்கும்போதே நமக்கு வந்து கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம பார்த்தோம்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு நமக்கு கால் வந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும் ஸோ இதில் நம்ம வர என்ட்ரி பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ நம்ம எவ்ரிடே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறது மட்டும் நம்ம வேலையாக இருக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்கையில் ஓகே இப்போ நமக்கு பை தேர்ட்டி செவன் ஹண்ட்ரட் கேண்டில்ஸும் கிரீன் கலரில் போது டார்கெட் அச்சீவ் ஆனா இப்ப தேர்ட்டி செவன் ஹண்ட்ரட் அண்ட் டொண்ட்டி ஃபைவ் ஒரு என்ட்ரி எடுக்கலாம் அதாவது பேங்க் நிஃப்டி ஒரு லாட் வந்து பை பண்ணுறதை டிசைட் பண்ணிட்டு நீங்கள் பை பண்ணலாம் இல்லை கால் ஆப்ஷனால் உங்களுக்கு பிடிச்ச கால் ஆப்ஷனில் நீங்கள் வாங்குறதுனால வாங்கலாம் எண்ட் ஆஃப் த வீடியோவில் நீங்கள் எந்த ஆப்ஷன் நாங்களும் ஆப்ஷன்ஸில் கென்ரேட் ஆகி எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்றதை ஷோ பண்ணுறோம் அட் த மணியும் காட்டுறோம் அவுட் ஆஃப் த மணியும் காட்டுறோம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்ட்டு ஸோ இப்போதைக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஒரு டூ மினிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிருக்கு ஸோ இப்போதைக்கு வந்து அந்த தேர்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் போகுது ஸோ பையிங் ரேஞ்ச்கிட்ட தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்ருக்கு இது ஃபர்ஸ்ட் டாரெட்டான தேர்ட்டி செவன் தௌசண்ட் டூ ஒரு 93 த்ரீ பாயிண்ட்ஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டார்கெட் ஷோ பண்ணது இந்த 90 பாயிண்ட் டார்கெட்டை அச்சீவ் பண்ணதா இல்லை கீழே போய் ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணுதா அப்படின்றத நம்ம டேரெக்டாக வந்து வாட்ச் பண்ணலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ஃபார்ட்டி நமக்கு பை கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் டாரெட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிருக்கேன் ஸோ நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்ட் ரீச் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் டார்கட் ரேஞ்சுலேயே தான் ட்ரேடிங் போய்ட்டு வந்துச்சு ஸோ நம்ம இன்னைக்கு கால் ஜென்ரேட் ஆகி எப்படி மூவமெண்ட் கொடுத்துருக்குன்றதையும் வாட்ச் பண்ணலாம் ஸோ நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது மார்க்கெட் ஓப்பனான ஒன் மினிட்ல வந்துச்சு தேர்ட்டி செவன் ஹண்ட்ரட் அண்ட் அந்த பையங்க் ரேஞ்சுக்கு மேலே போய் டார்கெட் அச்சீவ் பண்ணலை ஸோ அப்போதைக்கு டார்கெட்லேருந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகி மறுபடி பையிங் ரேஞ்ச் வந்துச்சு அதுக்கடுத்து ஒரு நைன் ஃபார்ட்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் டார்டை வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு நமக்கு கால் ஜென்ரேட் ஆனால் ஃபைவ் மினிட்ஸ்லேயே ரைஸ் ஆச்சு பட் அப்போதைக்கு ஃபர்ஸ்ட் டார்டை ப்ரேக் பண்ண முடியல மீன்வெல் நிஃப்டியும் பார்த்துடலாம் சோ நிப்டில பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஆக்சுவலி ஓப்பனான ஒரு டூ மினிட்ஸில் டார்கெட் கிட்ட வந்துருச்சு அடுத்து ஃபிஃப்த் மினிட் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்ட் ப்ரேக் அவுட் நைன் ஃபார்ட்டி செகண்ட் டாரட் பிரேக் அவுட் ஸோ இதில் என்ட்ரி தான் இன்றைக்கி நமக்கு வந்துருக்க பைக் கால் என்ட்ரி பாயிண்ட் ஸோ அது கீழே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அடுத்த மேலே ரெண்டு கிரீன் கலர் லைன்ஸ் ஃபஸ்ட் ஆர்ட் செகண்ட் அரட் ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்திங்கன்னா செவன்டீன் தௌசண்ட் ஃபோர் செகண்ட் டாரட் செவன்டீன் ஃபோர் இது ஒரு ஜூம் அவுட்டில் பார்த்தோன்னா இப்படி தான் இருக்குது ஸோ டே வந்து செல் கால் வந்தபடி ஃபினிஷ் ஆயிருக்கு அடுத்து இன்றைக்கி ஓப்பனிங்கில் ஒன் மினிட்ல பைக் வந்திருபனோம் ஒரு ஐடியா கிடைக்கும் எடுங்க எடுக்க முடியும் அடுத்த மணியில் இருக்காது வந்தது 350 போயிருக்கு போயிருடைய இந்த மணி போகலாம் 36500 பார்க்கலாம் கா இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மணி ஸோ சிக்ஸ் டுவெண்ட்டியில் பை கால் வந்தது செவன் வரைக்கும் போயிருக்கு ஸோ இதான் வந்து ஒரு அடுத்த மணிக்கும் இந்த மணிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் மணி பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஃப்யூச்சர் அளவுக்கு மூவ்மெண்ட் கொடுக்கும் அதில் ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்தால் இதில் ஒரு நைன்ட்டி பாயிண்ட் எயிட்டி பாயிண்டாச்சு வரும் ஸோ அதனால் தான் வந்து எப்பயுமே இந்த மணி ஆப்ஷன் வந்து ரெஃபர் பண்ணுறோம் ஸோ ப்ரியஸ் டேவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல் கால் வந்து அப்படி ஆயிருக்கு ஸோ நம்ம இந்த மாதிரி டேரெக்டாகவும் ஆக்சுவலி ஆப்ஷன்லேயும் அப்ளை பண்ணியும் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம் ஆப்ஷனில் டேரெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இந்த மணி ஆப்ஷன் மட்டும் பார்க்கலாம் ஸோ இல்லாட்டினா ஃபியூச்சில் வர கால்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனில் நீங்கள் ட்ரேடிங் பண்ண அவுட் ஆஃப் த மணி அது பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம போக போக ப்ரீமியம் வந்து ரெடியூஸ் ஆகும் ஸோ அதனால் இந்த மணிலாம் ரொம்ப ப்ரீமியம் வந்து ரெடியூஸ் ஆகாது அது கண்டித்தா வந்து ரெஃபர் பண்ணுறோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் டுவெண்ட்டி வந்த பைக் கால் பார்த்திங்க அப்படின்னா செவன் டுவெண்ட்டி ரீச் வந்து கொடுத்துருக்கு உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வேணும் அதாவது உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் டெய்லி இந்த சார்ட்டை பார்த்து ட்ரேடிங் பண்ணிக்கணும் உங்களுக்கு இந்த கால்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்கள் நாங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுற மூலியமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓபன் பண்ணி பார்ப்பீங்க பார்க்கும்போது மார்க்கெட்டுனுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத கேண்டலினுடைய கலர் வச்சு தெரிஞ்சிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு வைட் ரன்னா க்ரீன் கலர் சில்க் ரண்ணா ரெட் கலர்னு ஓப்பன் ஆகும் ஸோ அதை பார்த்துட்டு அதில் வந்து என்ட்ரி பாயிண்ட் யூஸ் பண்ணி ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைண்ட் மெசேஜ் அனுப்புங்க தேங்க் யூ